ஒரு யுகமாகவே கழிகின்றேன் என் கண்களில் வழியும் நீர் துளியில் ஒர் துளி துளியாய் உன்னை காண்கின்றேன் நீ இல்லை என்றால் நான் இல்லை இங்கே என் சுவாச